கடைபித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பிட்டு போச்சிட்டீங்க இந்த படிப்பு எங்கேயுமே கிடையாதுடா வள்ளல் பெருமான் மாதிரி திருமூலர் ஒருத்தர் அகத்தியர் ஒருத்தரு போகர் ஒருத்தர் நாலு பேர் டீம் போட்டு மொத்தம் சரி பண்ண வேண்டிதானு கொஞ்சம் சூடு அதிகமா காஃபி டீ கொடுத்துட்டாவே கை நடுங்குது உங்களுக்கு அது உங்க கண்ணு முன்னாடி இறங்கி வரணும் எவ்வளவு காமெடியான விஷயம் எவ்வளவு மோசமான விஷயம் உங்க கண்ணு முன்னாடி இறங்குச்சுன்னா தாங்க முடியுமா முதல்ல உங்களால நீங்கள் செயல் என்ற ஒன்றை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வினை என்ற ஒன்று வரும் நல்ல செயல் செய்தால் நல்வினை வரும் தீய செயல் செய்தால் தீ வினை வரும் இப்ப சொல்ல உங்க வாழ்க்கையை யார் எழுதிக்கிறது யார் மாத்துறது எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா ஒரு பதினொன்றாம் தேதி இந்த மாசம் வந்து என்னச்சுன்னா சென்னையில இருந்தேன் சென்னை போயிட்டு இருந்தேன் அங்கிருந்து கிளம்பிட்டு யாரா பஸ் போட்டு அண்ணன்னை போகலான்னு கிளம்பி வந்துட்டேன் பார்க்கலான்னு வந்தேன் அங்க அப்புறம் காலைல யாருமே இல்லை அண்ணன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரதர் ஒத்திருந்தாரு அண்ணா இல்லை அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ தான் நான் வெயிட் பண்ணுறேன் இங்கே கூட இருக்கிறேன் அண்ணன் பார்த்து தான் போகும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் வச்சாங்க சாப்பாடுலாம் போட்டு வச்சு நல்லா பார்த்துட்டாங்க ஒரு அன்புன்ற ஒரு இதை அங்கே பார்த்தேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வச்சாங்க அப்புறம் அண்ணன் வரலேட் ஆச்சு போகலாம் அப்புறம் அண்ணன் தானே சொல்லிட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சரி கூட ஒர்க் பண்ண சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பண்ணோம் பண்ணிட்டு போய்ட்டு எல்லாருக்கும் போய் தேடி தேடி பார்த்து பார்த்து ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க யாரெல்லாம் பசி இருக்குமோ கரெக்டாக போய் பார்த்து கொடுத்தாங்க நீங்கள் கொடுக்குற எல்லா காசுமே கரெக்டாக அண்ணன் தானம் போய்ட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் போய்ட்டு இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது ஸோ அது ஒரு ஹாப்பிய ஒரு தேங்க்யூ ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணாச்சாங்க அண்ணன் தான் குறிச்சிட்டு ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணி போல் போய்ட்டு அண்ணன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காற்றேனா சொல்லிட்டு ஒரு அண்ணன் அவர் கூப்பிட்டு போனார் ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தா பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல எனக்கு ஒரு கடலேருந்து தனியாக வந்துடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அண்ணா வந்து என்ன என்ன எதிர்பார்த்து வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த உழுவத்தை விட்டு போனேண்ணா எடுத்துகிட்டேண்ணா அப்படினு தான் சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் பேசினாங்க நிறையா பேசுனாங்க உனக்கு என்னடா புரிஞ்சுது வீடெல்லாம் பார்த்து என்னா புரிஞ்சு தான் கேட்டேன் நான் வாழ்க்கை அதுதான் நல்லா அடிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் பேசினாங்க அதுக்கப்புறம் அவன் ஃப்ரீ கிளாஸ் வந்து நீ அட்டன் பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஸோ தேங்க்ஸ் நான் கொடுத்ததுக்கு ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது எனக்கு கிடச்சிது நான் நாங்கள் மூளைக்கு வரைக்கும் கல் எடுத்து அடித்து துரத்தப்பட்டார் இயே சுனாதர் என்ன பண்ணீங்க தொட்டா அவருக்கு நோயே குணமாச்சு ஒரு அம்மா வந்து அவர் போட்டிருக்க அந்த அங்கின்னு சொல்லுவாங்க அதுதான் தொடுது கடை விரித்தேன் கொள்வாறில்லை கட்டி கொண்டு கிளம்பி விட்டு போஸ்ட்டு போச்சுட்டீங்க அந்தாலே என்னடா ஒருத்தனும் வரமாட்டீங்க இந்த படிப்பு எங்கேயுமே உண்மையான படிப்புடா கஷ்டமான படிப்புடா திருச்சிற்றம்பல கல்விடா யாரும் கேட்கறேன் அந்த மனுஷன் என்ன பார்த்தாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னோம்னா வேலைக்கு ஆகாது நானே எழுதுன புத்தகமா இருந்தாலும் இப்போதைக்கு இதுக்கு டைம் வரல இறைவா எந்த டைம் வரணுமே உங்களுக்கு உணர்த்துட்டு எல்லாத்தையும் எழுதச்சுட்டு இசுகே போயிட்டாருந்தாள் நீங்க உடனே கேட்கணும்ல வல்லல் பெருமான அட்டமாசித்து கை உண்ணவர் தானே ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தானே தோணுமா தோணாதா இத்தனை ஆற்றல் பெற்றிருந்து இத்தனை விஷயங்கள் கையில வச்சிருந்தாலும் ஏன் வள்ளல் பெருமான் ஏன் நாட்டை உடனே திருத்தல திருத்தலாம்ல பூமி மட்டும் தானுங்க என்னங்க அவர் அவர் தான் தூணிலும் இருக்கிறார் துருமிலும் இருக்கிறாருன்றாங்க அவரால் முடியாத சக்தியே இல்லைன்றாங்க வல்லல் பெருமான் மாதிரி திருமூலர் ஒருத்தர் அகத்தியர் ஒருத்தர் போகர் ஒருத்தர் நாலு பேர் டாக்டீம் போட்டு மொத்த வகத்தையும் சரி பண்ண வேண்டியதானே ஏன் சரி பண்ணல அன்னை உணர்ந்து அடைந்தவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் ஏன் பொருள் தான் என்பது ஒரு உயிர் பொருள் உயிர் பொருள் என்பதற்கு இறைவனுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கொடுக்கப்பட்டிருக்கு சாட்சாத்து ஓவராகும் அதுக்கப்புறம் அதையும் கண்ட்ரோல் பண்ணும் கடவுள் தெரிஞ்சாலும் பிரச்சனை தெரியலனாலும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை இப்ப என்னதான் பிரச்சனை இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா அது புரியும் சொல்றேன் இப்ப நீங்க ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த உயிர் பொருள் முதலில் விருப்பப்பட வேண்டும் இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் ஒரு ஒஸ்ட்டான ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒஸ்ட்டான ஃப்ரெண்ட் இருப்பாங்க இருப்பாங்களே அவங்களை கூப்பிட்டு வாடா இந்த மாதிரி ஞாயித்துக்கிழமை கிளாஸ் நடக்குன்னு கூப்பிட்டா வருவாங்களா யாராவது ஆ மென்டல் பையன் எவ்வளோ அழகான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எவ்வளோ சூப்பரான வாழ்க்கை எனக்கு போயிட்டுருக்கு மென்டல் மாதிரி போய் சாமியார் பயலாக போகிறேன்னு தெரிய புரிய உனக்குலாம் அறிவு இருக்கான்னு கேட்பாங்க கேட்பாங்களா மாட்டாங்களா இப்படி கடவுள் இறங்கி வந்து வாடா உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன் மெய் ஞானத்தை கொடுக்குறோம் போடா லூசு போயிடலு சொல்வீங்களா மாட்டிங்களா சொல்லுவீங்களா மாட்டிங்களாங்க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 அது என்ன கெப்பாசிட்டியில இருக்குது அது என்ன எனர்ஜில இருக்குது பரபிரமீட்டு என்ன பால் பாயாசம் நினைச்சீங்களா ஒருத்தனாடி பாத்துட்டு இருக்காங்க தெரியுமா என்ன தம்பி சொல்ற அத்தனை நல்ல ஆன்மாக்களும் உங்களை பிளஸ் பண்றாங்க இன்னைக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு அத்தனை இடத்துல இருந்து வந்திருக்கு எந்த ஊருக்கு போறோன்னா முதல்ல பிரார்த்தனை பண்ணும் இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயர் ஆற்றல்கள் அனைத்து உயர் சக்திகள் அனைத்து தேவதைகள் அனைத்து சித்தர்கள் அனைத்து மகான்கள் அனைவரையும் முருகப்பெருமானின் அருளினாலும் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அருளினாலும் அழைக்கிறேன் இந்த இடத்திற்கு வந்து இவர்களுக்கு அருளாசிகளை வழங்குகள்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராமே எங்க போனாலும் ஸ்டார்ட் பண்றது இல்லைன்னா மலேசியா போய் எங்க நூத்தி நாற்பது பேரை நூத்தி முப்பது பேரை படுக்கை போடுறது நம்மளால முடிஞ்ச காரியமே இல்லை மீறின வேலை நம்மளால வாய்ப்பே கிடையாது நீ எம் பக்கமே திரும்பாதீங்க மகாவிஷ்ணு ஏதாவது செய்கிறாரு மகாவிஷ்ணு ஏதோ ஆற்றலோடு இருக்கிறாரு மகாவிஷ்ணு மாதிரி மிக சிறந்த ஒரு உலகத்துக்கு அப்படிலாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது அது சூஸ் பண்ணிருச்சுன்னா அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கும் அது சூஸ் பண்ணுறது கஷ்டப்பட்டு தான் சூஸ் பண்ணும் அப்போ இந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறது பொய்யாகத்தான் இருக்கிறது ஆனால் அது பொய் என்று உணர்வதற்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு கிடையாது எவனோ பிறக்கிறான் எவனோ சாகுறான் ஏதோ எங்கேயோ நடக்குது ஏதோ வருது ஏதோ போகுதுன்னு இருந்து தொலையாதீங்க புண்ணியமா போகுது ஏதோ பிறக்கிறோம் ஏதோ சாப்பிட்றோம் ஏதோ தூங்குறோம் ஏதோ வருது இதெல்லாம் ஏதோ இல்லை இல்லை நடக்குது உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையை வாழ தெரியாதனால நீங்க என்ன செய்கிறீங்களோ அதுக்கு அகெய்ன்ஸ்டா நடக்குது புரியுதா புரியலையா நீங்கள் செயல் என்ற ஒன்றை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வினை என்ற ஒன்று வரும் நல்ல செயல் செய்தால் நல்வினை வரும் தீய செயல் செய்தால் தீவினை வரும் இப்ப சொல்லும் உங்க வாழ்க்கையை யார் எழுதிக்கிறது யார் மாத்துறது கடவுள் தான் எல்லாத்தையும் பண்றதுன்னா பண்றாரு எப்படி பண்றாரு நல்லது நல்ல சட்ட திட்டத்தின்படி செயல்படுன்றது கடவுளோட விருப்பம் அவரு சட்ட திட்டத்தை போட்டு வச்சுட்டு போயிட்டாரு இப்ப அதை சரியா செயல்படுத்தலதுக்கு யாரோட பொறுப்பு அது அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அதை பயன்படுத்துறமா இல்லையா விசத்தை வைக்கிறேன் பாலை வைக்கிறேன் எதாவது எடுத்து கொடுப்பீங்க இல்ல யாராவது இருக்கீங்களா இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துறேன் அப்படின்னா பாலையும் வைக்கிறேன் விஷத்தையும் வைக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்க விஷம் வேணாம்னு சொல்லிட்டு பால் எடுத்து குடிக்கிறீங்க காரணம் என்ன பால் என்பதுதான் எனக்கு உயிராற்றலை தரும் பால் என்பதுதான் தீங்கு விளைவிக்காதுன்னு தெரியுதா தெரியலையா உங்களுக்கு இது மட்டும் தெரியுது அடுத்தவனை ஆப்படிக்கும் போது உங்களுக்கு தோணலையா உங்களுக்கு ஒருத்தனோட வாய்ப்பை தட்டி படிக்கும்போது உள் மனசு ரொம்ப பகிரும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் வாய்ப்புடா வருமானம் பேச முடிகிறது எப்படி இப்படி நடக்கிறது இந்த சோம்பேறிக்கு எப்படி இவ்வளவு தூரம் முடியுது இவ்வளவு தூரம் ஞான ஞானமா இல்லையான்றதெல்லாம் விட்டுருங்க ஒண்ணு மட்டும் தெரியும் என்ன அப்படின்னா நாம் காரண காரியமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எந்த இன்டென்ஷனும் இருக்கக்கூடாது ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி ஒரு செயலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா பேசணுன்றதுல மட்டும்தான் என்னுடைய நோக்கம் இருக்கணும் இதை சொன்னா எங்க இருந்து ரசிப்பாங்களா மாட்டாங்களா அடுத்த பாயிண்ட் என்ன பேசுறது அடுத்து எங்க இருந்து வர இந்த கேள்வியே இருக்க வரும் பெரிய காமெடி மனம்தான் ப்ரிப்பேர் பண்ண உயிர் ப்ரிப்பேரே பண்ணாது உயிர் என்பது என்ன ஆன்மா ஆன்மா என்பவன் யார் இறைவன் இறைவனுக்கு எதுக்கு நோட்ஸ் துண்டு சீட்டு எதுக்கு இறைவனுக்கு எதுக்கு எப்போது ஒருவன் பேசும்போது பேச ஆரம்பிக்கும் போது அவன் எந்தவித தொலைநோக்கமுமின்றி எந்தவித தொலைநோக்கு சிந்தனையுமின்றி எந்த ஒரு காரணமின்றி ஜஸ்ட்டு பேசணும் என்ன பண்ணணும் பேச ஆரம்பிக்கிறானோ இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராக்டிஸ் தான் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்றாலும் உங்களுக்கு மெசேஜ் மேலே இருந்து இறங்கும்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 பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும் அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அஹ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருக்கோம் மரபு பவுண்டேஷனுக்கு நண்படியாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்கிட்ட அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பரில் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் நன்றி வணக்கம்